வணக்கம் மாணவர்களே பெற்றோர்களே பெரியோர்களே தமிழே தாய் தமிழே உலவும் காற்று உணரும் மூச்சு உறவின் உரம் உலகின் வரம் நீ என் திசை எதிரொலி தமிழே என் தாய் தமிழே ஆம் எப்படி உரைப்பினும் தவித்தாத தேனமுதாய் சவி நுழைந்து சிந்தை வருடுவது அம் தமிழ் மொழி அம்மொழிக்கான தேடலுடன் சுடக தமிழ் சேனல் வந்த உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் வாசிப்பு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அதன் முக்கியத்துவத்தையும் அதனால் விளையக்கூடிய நன்மைகளையும் எடுத்துவதாக அமையவிருக்கின்றது வாசிப்பு ஒருவரது அறிவை ஆற்றலுடன் வளர செய்யும் அருமையான சாதனம் அதிலும் அறிவு மிக்க புத்தகங்கள் ஒரு ஆளுமை மிக்க சமுதாயத்தை அநாயாசமாய் அமைக்க கூடியவை பதினோராம் நூற்றாண்டில் உலகின் முதல் நாவல் என்று கருதப்படும் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த முரசிபு என்ற நாவல் ஆசிரியால் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது பின்னி பிணைந்த ஒரு அம்சமாக இந்த வாசிப்பு மாறிவிட்டது வாசிப்பதனால் விளங்கிக் கொள்ளும் ஆற்றலும் காரண காரியங்களை பகுத்து ஆராயும் மூளையின் திறனும் மேம்படுகின்றன அத்துடன் கற்பனையான சூழலில் வாசிப்பின் பின் பின்புலங்களை நோக்கும் போது நினைவு மையங்கள் தூண்டப்படுகின்றனால் விளையக்கூடிய நன்மைகள் என்று பல்வேறு வகைப்பட்ட தரத்தினரும் பரிந்துரைத்த விடயங்கள் வருமாறு வாசிப்பதனால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பகுத்தறியும் ஆற்றல் அதிகரிக்கும் புதிய மனது அமைதிப்படும். சொற்க ஊக்குவிப்பு கருவியாக இந்த வாசிப்பு திகழ்கின்றது இந்த உலகின் சிறப்பு படைப்பான மனிதன் ஆறாம் அறிவான பகுத்தறிவை அவனுக்கு மட்டுமே தனித்துவமாக கொண்ட மனிதன் வளர்ச்சியை அடைய காரணம் அந்த சிந்தனை திறனை தூண்டி துருவி துடிப்புள்ளதாக்கும் முக்கிய மூலம் வாசிப்பு அதனால் தான் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் நூலளவே நுண்ணறிவு என்கின்றார் அவ்வாறே தோறும் மணக்கணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் என்ற வள்ளுவர் வாக்கும் கண்டது கற்க பண்டிதனாவான் என்ற முதுமொழியும் வாசிப்பின் பெருமையை விளக்குவனவாக அமைந்துள்ளன புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் அற்புதமான வழிகாட்டி மட்டுமான காகிதங்களின் கூட்டுமாவைப்போது அறிவுரையும் அனுபவமும் அள்ளி தரும் அமுது சுரபி அது பொது அறிவும் பொன்னான கருத்துக்களும் பொழிந்து தள்ளும் கார் மேகம் அது ஆகவே உங்கள் வா பின்பற்றப்படுகின்றன ஒன்று மேலோட்டமான வாசிப்பு இரண்டு கருத்தூன்றிய வாசிப்பு குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் சாராம்சத்தை விளங்கிக் கொள்ள வகுப்பறையில் வரையறுக்கப்பட்ட நேர எல்லையினுள் ஆசிரியர் ஒரு விடயத்தை கற்பித்தல் போன்ற சந்தர்ப்பங்களில் மேலோட்டமான வாசிப்பும் ஒவ்வொரு பந்தியினதும் உட்கருத்தை ஆழமாக விளங்கிக் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள் குறிப்பிட்ட பாடம் தொடர்பில் பல்வேறு வினாக்களை எழுப்பி அவற்றிற்கு விடை காண விளைதல் போன்ற சந்தர்ப்பங்களில் கருத்தூன்றிய வாசிப்பு முறையும் பின்பற்றப்படுகின்றன வாசிப்பின் சுவையறிந்து நூல்களின் திறன் அறிந்து வாசித்ததால் வாழ்வியலின் வெற்றி அம்சங்களை உணர்ந்து மனம் திறந்து அதன் பெருமை உரைத்த பிரபஞ்ச முடிவு வரை நிலைத்து நிற்கும் பிரபலங்கள் சிலரின் அனுபவ தொகுப்புகளை நாம் காண இருக்கின்றோம் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கின்றார் ஆப்ரஹாம் லிங்கன் ஐக்கிய அமெரிக்காவின் பதினாறாவது குடியரசு தலைவராக இருந்தவர் நிற வேற்றுமைக்கும் அடிமை முறைமைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தவர் சுயமாகவே படித்து சட்ட அறிஞரான இவர் விடாமுயற்சிக்கும் கடின உழைப்பிற்கும் பெயர் பெற்றவராவார் வேறு எந்திரமும் வேண்டாம் சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் எனக்கு அனுமதியுங்கள் என்றார் மக்கள் ஆட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தலைவர் ஆவார் நிறவரிக்கு எதிராக போராடிய முக்கிய தலைவராகவும் உலகில் அதிகம் மதிக்கப்படும் தலைவர்களில் ஒருவராகவும் விளங்கினார் தொள்ளி அமைதிக்கான நோபல் பரிசனை பெற்றிருந்தார் என புதையல் தீவில் கொள்ளை கொண்டதை விட புத்தகங்களில் அதிக புதையல் உள்ளது என்கின்றார் அமெரிக்காவை சேர்ந்த இவர் உலக புகழ்பெற்ற ஒரு ஓவியர் மிக முக்கியமான போன்றவற்றை உருவாக்கிய இவர் உலகின் மிகாரிப்பாளராகவும் உலகிலேயே அதிக முறை ஒஸ்கார் விருதினை வென்றவராகவும் திகழ்ந்தவர் மனிதனை நல்வழிப்படுத்த புத்தகம் சிறந்த வழிகாட்டியாகவும் நண்பனாகவும் திகழ்கின்றது அதனால்தான் ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் அவரது எழுத்துக்காக நோபல் பரிசு பெற்றவர் மிக சிறந்த பேச்சாளரான இவர் பிரித்தானிய பிரதமராக இரு தடவைகள் பதவி வகித்ததுடன் தமது போர் தந்திரங்களால் மென்று நொந்து போய்… வாழ்வை ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் என்கின்றார் சிறு வயதிலிருந்தே கூறிய சிந்தனை துடன் பெற்றவராக திகழ்ந்தவரும் அமெரிக்காவின் என்கின்றார் அல்பர்ட் ஐன்ஸ்டீன் இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான அறிவியலாளராக போற்றப்படுகின்ற ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கணித மேதையும் இயற்பியல் அறிஞரும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இயற்பியலுக்கான நோபல் பரிசீலையும் பெற்றுக்கொண்டார் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஊரில் ஒரு சிறைச்சாலை மூடப்படும் என்கின்றார் சுவாமி விவேகானந்தர் நரேந்திரநாத் தத்தா என்ற இயற்பெயரை உடையவரும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்தியாவின் தலை சிறந்த சமய தலைவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடருமான இவர் இளைஞர்கள் எழுச்சி அடையக்கூடிய விதத்தில் அநேக முற்போக்கு சிந்தனைகளை முன்வைத்தவர் ஆயிரம் புத்தகங்களை வாசித்தவர் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள் அவனை எனது வழி காட்டி என்கின்றார் ஜூலியஸ்லாற்றில் பெரும் ராணுவ வீரராகவும் இலக்கியவாதி மற்றும் சீர்திருத்தவாதியாகவும் அறியப்படுகின்றார் பழங்காலத்தின் மகா புருஷர்களை நேரில் தரிசித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா நூலகத்திற்கு போ என்கின்றார் சீனாவின் தந்தை என்றும் அழைக்கப்படுபவர் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே என்கின்றார் புரட்சியாளரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஓராம் ஆண்டு கலைக்கப்படும் வரை உலகின் முக்கிய இரு வல்லரசுகளில் ஒன்றாக திகழ்ந்த சோவியத் ஒன்றியம் என்ற தேசத்தின் முதலாவது அதிபரும் லெனினியம் என்ற கோட்பாட்டின் நிறுவனரும் ஆவார் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வது மன அமைதிக்கு வழிவகுக்கும் இன்று நாம் புத்தகத்தை தலை குனிந்து படித்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் என்கின்றார் கர்ம வீரர் காமராஜர் நேர்மைக்கும் அறிவுள்ளவனாய் பூரணத்துவம் பெற்றவனாய் மாற்றுவதில் புத்தகங்கள் மட்டுமே நற்பலனை தருகின்றன உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதிற்கு பயிற்சி என்கின்றார் நிறுவியதன் மூலம் உலக புகழ்பெற்ற உளவியலாளர் ஆவார் இந்த வாழ்வின் ஆக சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடக்கின்றது அவ்வாற ஒவ்வொரு படமும் தொடங்கி நடிக்க முன் கிடைக்கும் முன் பணத்தின் முதல் நூறு டாலர்களுக்கு புத்தகங்கள் வாங்குவாராம் சார்லி செப்ளின் தன் கண்ணீரை மறைத்து உலகிற்கு புன்னகையை பரிசாக அளித்த இவர் மிகச் சிறந்த நடிகர் இயக்குனர் இசையமைப்பாளர் திரைக்கதை எழுத்தாளர் திரைப்பட தொகுப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் என பல முகங்கள் கொண்ட ஹாலிவுட் திரையுலகின் பெரும் புகழ்பெற்ற கலைஞராவார் எனவே மாணவர்களே பாட புத்தகங்களை படிப்பதை மட்டுமே வாசிப்பாக எண்ணிவிடாதீர்கள் பாட புத்தகங்களையும் தாண்டி வாசியுங்கள் உத்தம நண்பன் உங்கள் வசமாவான் உங்களை செதுக்கி பண்புள்ள பக்குவமுள்ள அறிவுள்ள ஆளுமையுள்ள தனி பெரும் சிற்பங்களாக புத்தகங்கள் உங்களை மாற்றிவிடும் இன்றைய நவீன உலகின் சமூக வலை தளங்களின் அதிகரித்த பாவனை வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கின்ற போதிலும் சறுக்கிய கதையாய் அதில் உள்ளடனான அரட்டைகள் தொலைபேசி வசதிகள் போன்றன பொன்னான நேரத்தை விரயமாக்கி வாசிக்கும் பழக்கத்தை கணிசமான அளவு குறைத்து விட்டன என்பதும் கசப்பான உண்மையே இன்று வாசிப்பு புறக்கணிக்கால் இடம் உண்டு என்ற கருத்தையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் பல்வேறு விடயங்களுக்காக நாங்கள் வெறுமெனே காத்திருக்கின்றோம் உதாரணமாக வைத்தியரை சந்திப்பதற்காக காத்திருக்கும் நேரங்கள் பல்வேறு முன் பதிவுகளுக்காக காத்திருக்கும் நேரங்கள் தூர பயணங்களை மேற்கொள்ளும் நேரங்கள் நாங்கள் இலக்கின்றி தேவையில்லாமல் செலவு செய்கின்றோம் எல்லாம் நாம் வாசிப்பிற்காக பயன்படுத்தலாம் வாசிக்க நேரம் இல்லை என்று கூறுவதை விட ஓய்வாக எமக்கு கிடைக்கும் நேரங்களை வாசிப்பதற்காக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று யோசிப்பது வாசிப்பு ஒரு தவம் என்பதை உங்கள் அன்றாட வழக்கிக் கொள்ள மாணவ செல்வங்களுக்கு அறிவுறுத்துங்கள் இப்போதே இன்றிலிருந்தே அந்த நல்ல பழக்கத்தை ஆரம்பித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் பாரதியின் இதய நரம்புகளை இதமாக வருவார்கள் வள்ளுவனும் வியாசரும் விதவித வர்ணங்களை வாரி இறைத்து வாசிப்பை மட்டுமல்ல வாழ்வையும் நேசிக்க வைப்பார்கள் கலங்கம்கற்றி கண்ணியமான வாழ்வுக்கு அவர்களை நெறிப்படுத்தும் தரமான வாசிப்பில் ஈடுபடுவதன் மூலம் குழந்தைகளின் ஓய்வு நேரங்கள் பயனுள்ளதாக மாறுவதுடன் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை வாழ்வாக்குவோம் இத்துடன் இந்த காணொலி நிறைவினை அடைகின்றது நன்றி சார் வந்தனங்கள் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுவதற்கு மறவாதீர்கள் மீண்டும் ஒரு பயன் மிக்க பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை தமிழ் மொழி